வணக்கம் நான் உங்க ஸ்பிரிச்சுவல் அவங்களுடைய வாழ்க்கையின் முதல் நான்கு பாதங்கள் வரைக்குமே துலாம் வீட்டிலேயே இருக்குங்க அந்த சுவாதி நட்சத்திரத்துக்கு அதிபதி ராகு பகவான் தான் அதிபதிப்படி சனியோட கர்மா வாங்கியிருக்கு இப்போ ஸ்வாதி நட்சத்திரத்தை பற்றி குணாதிசயங்கள் வந்து பார்க்கலாம் சுவாதி நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே அவங்க ரொம்ப போல்டான பர்சனாக இருப்பாங்க எதனாலும் சாதுரியமாக அவங்களுடைய புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணி எல்லாமே வந்து சாதிக்கக்கூடிய ஆற்றல் திறமை எல்லாமே அவங்கக்கிட்ட இருக்குங்க புத்தி கூர்மை அதிகம் மற்ற ராசி லக்னத்தை விட இவங்க வந்து புத்தி கூர்மை வந்து ரொம்ப அதிகம் ஏன்னா ராகுவோட அதிபதியாக இருக்கிறதுனால நிறையா வந்து டெக்னிக்கல் மூமெண்ட்டாக நிறையா இருக்கும் நிறையா வந்து டெக்னிக்கலாக யூஸ் பண்ணி அவங்களுடைய வேலையை முடிக்கிறதாகட்டும் இல்லை ஒரு வேலையை எடுத்து ஒரு தொழிலாகட்டும் எடுத்து செய்யக்கூடிய அந்த திறமை வந்து இயல்பாகவே சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்குது இது வந்து நம்ம ப்ளஸ் பார்த்துட்டும் மைனஸும் நான் சொல்லுவேன் ஆனால் நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணதை பாருங்கள் ஏன்னா இவங்களுக்கு உண்டான மிருகம் விரக்ஷம் பக்ஷி எல்லாமே வந்து கடைசியாக சொல்கிறேன் அதை நோட் பண்ணிக்கோங்க இந்த ராகு வந்து அதிபதியாக இருக்கிறதுனால இவங்க நல்ல நாலஜபிள் பர்சனாக இருப்பாங்க அதில் இவங்களோட வீட்டு அதிபதி வந்து பார்த்திங்கன்னா சுக்கர பகவான் நல்லா ரிச்சாக தான் இருப்பாங்க ஏன்னா துலாம் ராசி இல்லை துலாம் லக்னமாக இருந்து சுக்ரன் தன் வீட்டில் ஆட்சியாக இருந்து சுவாதி நட்சத்திரமாக இருந்தாங்க அப்படின்னா மிகப்பெரியவங்க ஒரு லெவலில் தான் இருப்பாங்க அதாவது நல்ல ஒரு வெல்தூவாக இருப்பாங்க அதே சமயம் துலாம் லக்னமாக இல்லாமல் ரிஷப லக்னமாக இருந்தாலும் இவங்களுக்கு அது ஃபேவரபுளாக முடியும் இல்லை ரிஷப லக்னத்தில் ரிஷபை வீட்டிலேயோ சுக்ரன் இருந்தாலும் இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகன்னு சொல்லலாம் இவங்க டெவலப்மெண்ட்டை வந்து யாருமே தடுக்க முடியாது அந்தளவுக்கு அசுர வளர்ச்சியாக இருக்கும் இப்போ நான் சொல்லக்கூடிய இதெல்லாம் உங்கள் ஜாதகத்தில் இருந்தது அப்படின்னா ரொம்ப அசுர வளர்ச்சியாக இருக்கும் ஆனால் ஸ்டார்டிங் வந்து இவங்க பிறக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ராகு திசையில் தான் பிறப்பாங்க ரொம்ப கஷ்டம் மன கஷ்டங்கள் போராட்டங்கள் துன்பங்கள் இதெல்லாம் வந்து தாண்டி வரக்கூடியது தான் சிறு வயசுலேயே இவங்க வாழ்க்கையை வந்து பிரச்சனைகளை அனுபவிப்பாங்க முதல் பதினெட்டு வருடம் வந்து ராகு திசை அது பள்ளி பருவத்துலேயே முடிஞ்சிருது சரியான ஒரு கைடன்ஸ் இல்லாத ஒரு டீச்சர்ஸ் வந்து சரியாக அமையாத இவங்களுக்கு வந்து பிரச்சனைக்குள்ளாகிறது இது எல்லாமே வந்து இந்த ராகுதையில் பதினெட்டு வருஷம் வந்து இவங்க அனுபவிச்சாகணும் அதாவது சுவாதி நட்சத்திரத்தில் ஒன்னாம் பாதத்தில் நான் சொல்லிட்டு இருக்கேன் அந்த ராகுதசை பதினெட்டு வருஷமா இவங்களுக்கு ஒரு பெரிய போராட்டமாக தான் இருக்கும் அடுத்தது இந்த பதினெட்டு வயது முடிஞ்சவாட்டி பார்த்தீங்கன்னா குரு திசை இவங்களுக்கு குரு திசையும் வந்து அந்தளவுக்கு ஃபேவரபுளாக இல்லைன்னுதான் சொல்லணும் ஏன்னா துலாம் லக்னமாக இருந்து துலாம் ராசியா இருந்து அதில் சுவாதி நட்சத்திரத்தில் இருக்காங்க அப்படின்னா குரு வந்து அசுரகுரு இவங்க சுக்ரன் வந்து அசுரகுரு குரு வந்து தேவகுரு அப்போ ரெண்டுக்குமே செட் ஆகாது அப்போ இந்த குரு திசையிலையும் வந்து பல பிரச்சனைகள் இன்னல்கள் இது ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ஃபேஸ் பண்ணக்கூடிய டைமு அடுத்த பதினாறு வருஷம் அதாவது குரு திசை இவங்க பார்க்கறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய திசை கடந்து வருவாங்க அதே மாதிரி குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா குரு திசை வந்து பதினாறு வருஷங்க பதினெட்டு வருஷம் முடிஞ்சவாட்டி பதினாறாவது பதினாறு வருஷம் முடிஞ்சதுன்னா கிட்டத்தட்ட முப்பத்தி வயசு முப்பத்தஞ்சு வயசு ஆயிடுது அதாவது பதினெட்டு வயசுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கணவர் ஒரு அமைதியான வாழ்க்கை ஒரு நல்ல சிந்தனை கண்டிப்பாக வந்து அமையும் ஏன்னா குரு பகவானாக இருக்கிறதுனால குரு திசையாக வர்றதுனால ஒரு நல்ல வாழ்க்கை நல்ல கணவர் வந்து இவங்களுக்கு அமைவாங்க சில பேருக்கு சரி அமைஞ்சிருக்க மாட்டாங்க அது எதனால அப்படின்னா உங்கள் லக்னத்துலேருந்து ஏழாம் இடத்துல சனியோ இல்லை சனியோட பார்வை இருந்தாலும் சரி அந்த இடத்துல சுக்கரன் இருந்தாலும் சரி அதோட வாழ்க்கை வந்து சரியா இருக்காது ராகுக்கு எது எது இருந்தாலும் சரி அந்த மன வாழ்க்கையை வந்து முறிவு ஏற்படும் கஷ்டங்கள் ஏற்படும் துன்பங்கள் ஏற்படும் ஆனால் ஏழாம் இடம் நல்லா இருந்து எந்த கிரகமும் பார்க்கல அசுப கிரகங்கள் பார்க்கல சுபர்கள் மட்டும்தான் பார்க்குறாரு அப்படின்னா அவங்களோட வாழ்க்கை அட்டகாசமாக இருக்கும் இயல்பாவே சொல்றேன் இவங்களுக்கு லைஃப் நல்லா இருக்கும் ஏன்னா குரு திசையா இருக்கிறதுனால அடுத்த பதினாறு வருஷத்துக்கு இவங்களுக்கு நல்ல லைஃபா தான் அமையும் ஆனா அந்த போராட்டத்தை பிரச்சனைகளை பேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க ஒரு முப்பத்தி முப்பது வயசுக்கு மேல ஒரு முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் அது பேஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சனி திசை இவங்களுக்கு அட்டகாசமா இருக்குங்க ஏன்னா சுக்கரன் வந்து இவங்களோட வீட்டண்டு அதிபதி வீட்டுக்கு உண்டான அதிபதி அந்த சுக்கர பகவான் சனிக்கு நண்பன் தான் அந்த சனி திசையில தான் இவங்களுக்கு யோகத்தை விபரீத ராஜயோகத்தை கொடுக்கறதுல அந்த சனி திசை தான் இந்த முப்பத்தி நாலு வயசுக்கு மேலே தாங்க அந்த முப்பத்தி வயசுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பத்தொம்பது வருஷம் பெரிய லாங் டைம் வந்து இந்த சனி திசை எடுத்துக்குது பத்தொன்போது வருஷம் வந்து இவங்களுக்கு யோகம்னே சொல்லுவாங்க அட்டகாசமான யோகம் ஆனால் இவங்க சனியோட கர்மா வாங்கியிருக்காங்க முன்ஜென்மத்தில் நிறைய தவறுகள் செஞ்சிருப்பாங்க அதாவது இல்லாதவங்க இயலாதவங்க ரொம்ப புவராக இருக்கிறாங்க அப்படின்னா அதில் டீஸ் பண்ணுறது ஒரு அவங்கள வந்து கொஞ்சம் அவமானப்படுத்துறது அசிங்கப்படுத்துறது கேவலப்படுத்துறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணியிருப்பீங்க அதே மாதிரி ஹேண்டிகேப்ட்டு அந்த மாதிரி ஸ்பெஷல் சைட்லாம் சொல்கிறோம் அவங்கள வந்து ரொம்ப டீஸ் பண்ணி பேசுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் முன் பண்ணியிருப்பீங்க அதனால தான் சனியோட கர்மா வாங்கியிருக்கீங்க இந்த ஜென்மத்தில் வந்து கொஞ்சம் இயலாதவங்க இல்லாதவங்க ரொம்ப பிச்சை எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணணும் நீங்கள் அது பண்ணிங்கன்னாவே அந்த சனியோட கர்மா வந்து உங்களுக்கு சரியாயிடும் சரி ஆகிட்டா அடுத்தடுத்த லெவல் நீங்கள் மூவ் பண்ணுறதுக்கு உண்டான சான்சஸ் நிறையா இருக்கு அதே மாதிரி நீங்கள் இந்த கர்மா வாங்கினால மட்டுந்தான் முன் ஜென்மத்தில் பண்ணக்கூடிய அந்த தவறுகள்னால இந்த ஜென்மத்தில் நீங்கள் கண்டிப்பாக வந்து அந்த பிரச்சனைகளை உங்க குழந்தைங்க மூலியமா அனுபவிப்பீங்க அதனால குழந்தைங்களால மன கஷ்டங்கள் அவமானம் கெட்ட பேரு அசிங்கம் இது எல்லாமே வந்து சுவாதி நட்சத்திரக்காரங்க வந்து குழந்தைங்க மூலியமா அனுபவிப்பாங்க எதனால அப்படின்னா அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே ப்ராடான மைண்டு தான் நிறையா ஹெல்ப் பண்ணுறது எல்லாமே பண்ணுவீங்க அது நான் இல்லைன்னு சொல்ல முன்ஜென்மத்தோட கர்மவினை யாரால தடுக்க முடியும் அதனால அந்த விஷயங்கள் வந்து இந்த சனி திசையில் கண்டிப்பாக பாதிக்கும் அவங்களோட பிள்ளைகள் மூலியமாக இவங்க அசிங்கத்தை அவமானத்தை ஏற்படுத்துவோம் அது வந்து இவங்களுடைய ஃப்யூச்சர் வந்து மனக்கசப்பு மன கஷ்டங்கள் வந்து கண்டிப்பாக கொடுக்கும் இந்த துலாம் ராசி சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் இதே துலாம் லக்னமாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இருதார தோஷ அமைப்பு இருக்கு ஒரு தாரம் கட்ட மாட்டீங்க இருதார தோஷ அமைப்பு இருக்கும் அதில் என்னென்ன கிரகங்கள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தமே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இருந்தாலும் நம்ம ஜாதகம் பார்க்குறது முழுமையாக பார்த்தா தான் சொல்ல முடியும் இந்த ஜென்ரலாக இதை நான் சொல்லிகிட்ருக்கேன் உங்களுக்கு சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு அதே மாதிரி சுவாதி நட்சத்திரக்காரங்களோட கேரக்டர் வந்து என்னென்னா மற்றவங்கள விஷயத்தில் வந்து ஹேர்ட் பண்ணுறது மற்றவங்கள வந்து இழிவாக பேசுறது தன் வீட்டில் மட்டும் நம்ம வந்து பிள்ளைகளை வந்து கரெக்டாக வளர்த்துற மாதிரி ரொம்ப பர்ஃபெக்ஷனாக இருக்கிறது இது மாதிரி எல்லாம் ரொம்ப தவறு மோஸ்ட்லி வந்து யாரும் இந்த தவறு பண்ண மாட்டாங்க இருந்தாலும் இந்த சுவாதி நட்சத்திரக்காரங்க தன் குழந்தைய வந்து ரொம்ப பெருமையாக பேசிப்பாங்க அதாவது என் குழந்தை இவ்வளோ டேலண்ட்டு கரெக்டு அது வந்து உண்மை நீங்கள் கரெக்டாக வளர்த்திட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் சொல்லலை அது ப்ரௌடாக சொல்லலாம் ஆனால் மற்றவங்கள அந்த டைமில் இழிவாக பேசக்கூடாது தவறாகவும் பேசக்கூடாது தவறாக நடத்தக்கூடாது யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு சரியானபடி மரியாதை செலுத்தி அனுப்பக்கூடிய விஷயங்கள் வந்து நிறையா இருக்குது அது சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு சில பேருக்கு அதாவது நான் தப்பாக எடுத்துக்காதீங்க சில பேருக்கு அது தெரியாது சில பேருக்கு வந்து அது என்னென்னே தெரியாத அந்த மரியாதைனா என்னென்ன தெரியாத சில பேர் இருப்பாங்க சுவாதி நட்சத்திரக்காரங்க நான் எல்லாரையும் சொல்ல வரலை சில பேர் வந்து அந்த மரியாதைனா என்னென்ன தெரியாத வளர்ந்துருப்பாங்க அவங்க சூழ்நிலையில் அதனால் மற்றவங்களுக்கு மரியாதை கொடுத்து பழகுங்க மற்றவங்களுக்கு அன்பு செலுத்துங்க மற்றவங்களுக்கு பாசம் காட்டுங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு மட்டும் நீங்கள் பாசம் காட்டு எல்லாருக்குமே நீங்கள் பாசத்தை காட்டணும் அன்பை காட்டணும் பணிவை காட்டணும் இந்த எல்லா விஷயத்தையும் நீங்கள் பண்ணும்போது நீங்கள் உயரத்துக்கு போயிடுவீங்க அது யாருமே தொட முடியாத அளவுக்கு ஒரு உயரத்துக்கு நீங்கள் போவீங்க ஆனால் எல்லாமே இருக்குது ஆனால் என் பிள்ளைங்களோட வாழ்க்கை கெட்டுப்போச்சு இப்போ வீணாக போச்சு அப்படின்னு நினச்சி நீங்கள் கவலைப்படுறீங்க பாருங்கள் அது லைஃப் லாங் வந்து தொடரும் அது எதனால அப்படின்னா உங்களோட எண்ணத்தினால தான் அதாவது பாசிட்டிவ் மைண்ட் இருக்கலாம் தப்பு இல்லை மற்றவங்களுக்கு உதவி செய்கிற மனப்பான்மை இருந்ததுன்னா அவங்க ஜெயிக்கக்கூடிய தன்மை இருக்கும் அதாவது சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கே சொல்கிறேன் சில பேர் வந்து நல்ல ஒரு கேரக்டராக இருப்பாங்க பர்ஃபெக்டாக இருப்பாங்க அவங்க வேலை என்னவோ கரெக்டாக முடிப்பாங்க ஆனால் மற்றவங்ககிட்டயும் அன்பு பாசம் செலுத்துவாங்க அவங்களோட வாழ்க்கை பார்த்திங்கன்னா வாழ்க்கை முறைகள் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் நல்ல ஒரு ஒரு ஃபேமிலி ஒரு நல்ல விஷயத்தை ரன் பண்ணுவாங்க அதாவது அவங்களுக்கு பணம் காசு இருக்கலாம் ஆனால் வாழ்க்கையில் சந்தோஷன்றது இருக்கும் ஆனால் சுவாதி நட்சத்திரக்காரங்களில் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப செல்ஃபிஷாக இருப்பீங்க சில பேர் தான் நான் சொல்கிறேன் எல்லாத்தையும் சொல்லல அதில் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா தன் குடும்பம் தன் பிள்ளைங்க நாங்கள் மட்டும்தான் சாப்பிட்ணும் நாங்கள் மட்டும்தான் சந்தோஷமாக இருக்கணும் அந்த விஷயத்தை தவிர்த்துருங்க எல்லாேருக்கும் பங்கு பிரிச்சு கொடுங்க யார் வந்தாலும் சரி சந்தோஷமாக ஒரு அரவணைச்சி நீங்கள் போங்க உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாருங்கள் எதனால உங்களுக்கு இந்த மாதிரி தோணுது எதனால உங்களுக்கு வந்து இந்த சூழ்ச்சியாக சில விஷயங்கள்லாம் பண்ணணும் மற்றவங்களை ஹர்ட் பண்ணி பேசணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா ராகுவோட அதிபதியாக இருக்கிறதுனால தான் ராகு எப்போவுமே என்ன பண்ணுவார் சூழ்ச்சி பண்ணுவார் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டானபடி பர்ஃபெக்டாக இருக்கிறவர் அவருக்கு கிடையாது அதே மாதிரி அசுரகுரு சுக்கர பகவான் அதனால் இந்த ரெண்டு கேரக்டரும் சேரும்போது உங்களுக்கு தவறை யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது உங்களுக்கு அதை சரியாக மாற்றிக்கிறதுக்கு உண்டான வழிகளை தான் இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்கேன் ஏன்னா சனியோட கருமால் இருக்கிறதுனால முன்ஜென்மத்தில் லேபருக்கு கொடு சரியாக பணம் சம்பளம் கொடுக்காமல் இருக்கிறது அதே மாதிரி ரொம்ப கேவலப்படுத்தி மற்றவங்கள பேசுறது இதெல்லாம் பண்ணக்கூடாது ஏன்னா இந்த ஜென்மத்தில் அதை நீங்கள் அனுபவிக்கிற மாதிரி வரும் அசிங்கம் அவமானம் கஷ்டம் அது உங்கள் மூலியமா அனுபவிக்கலாம் இல்லைனா உங்கள் பிள்ளைகள் மூலிமா நீங்கள் அந்த அசிங்க அவமானத்தை கண்டிப்பாக சந்திப்பீங்க அதனால் இந்த கேரக்டர்லாம் விட்டுட்டு மற்றவங்களும் எல்லோரும் நம்ம பிள்ளைங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின் சொல்லி நீங்கள் நினைங்க உங்கள் குடும்பத்தையும் நினைங்க நான் அதை தப்பாக நினைக்கல மற்றவங்கள ஒரு இழிவாக பேசுறதை நிறுத்துங்க அப்படின்னு தான் சொல்கிறேன் இந்த சுவாதி நட்சத்திரக்காரங்க என்னென்னா மற்றவங்களை ஹேர்ட் பண்ணி சில பேர் பேசுகிறாங்க அந்த விஷயத்தை தான் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கேன் அந்த ஒரு விஷயத்தை இவங்க மாற்றிக்கிட்டாங்க அந்த ஒரு விஷயத்த இவங்க திருத்திக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இவங்க லைஃப் வந்து அட்டகாசமாக இருக்கும் எந்த விதமான ப்ராப்ளமும் அவங்க குடும்பத்தில் வராது ஸ்மூத்தாக போய்ட்டு இருக்கும் எதுவுமே இல்லைன்னா கூட அந்த வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்கும் ஆனால் எல்லாம் இருந்தும் அவங்க வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை உங்களோட லைஃப்பில் இல்லை அப்படின்னா நீங்கள் நடந்துகிட்டதை பொறுத்து தான் அந்த வாழ்க்கை நிம்மதியாகவும் இருக்கும் சந்தோஷமாகவும் இருக்கும் இல்லை அப்படின்னா அந்த வாழ்க்கை நரகம்தான் அதனால இந்த சனி திசை வந்து உங்களுக்கு அட்டகாசமான திசை பத்தொம்போது வருஷம் ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடியது அதாவது விபரீத ராஜயோகம் ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய திசை வந்து சனி திசை உங்களுக்கு பத்தொன்போது வருஷத்தில் கண்டிப்பாக செட்டில் ஆயிடுவீங்க அதாவது முப்பத்தி வயசுக்கு மேலேயே உங்களுக்கு அந்த ஸ்டார்ட் ஆகிடும் அந்த திசைக்கு உண்டான விஷயங்கள் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் அதனால் மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை வந்து நீங்கள் சந்திப்பீங்க சனி திசை அட்டகாசமாக இருக்குது அடுத்தது அந்த சனி திசை முடிஞ்சதுன்னா ஐம்பத்தி மூணு வயது ஆகிடுது அதுக்கப்புறம் புதன் புதன் திசை வருது அது பதினேழு வருடம் அது பெரிய திசைகள் தான் நீங்கள் கடந்து வரீங்க அந்த புதன் திசை வந்து உங்களுக்கு ரொம்ப சாதகமாகவும் இருக்கும் ஏன்னா துல்லாம் லக்னமாக இருந்தீங்கன்னா பன்னெண்டு குண்டான அதிபதி வந்து புதனாக வருவார் இருந்தாலும் அந்த புதன் பகவான் வந்து உங்களுக்கு உங்களுக்கு யோகத்தையும் கொடுப்பார் பாகியத்தை கொடுப்பாரு உங்களுக்கு எல்லா விஷயத்துலேயும் சந்தோஷத்தை கொடுப்பாரு கோயில் பிரயாணங்கள் அதாவது நிறைய லாங் ட்ராவல் டூருக்கெல்லாம் நீங்கள் போகிறதுக்கு உண்டான அமைப்புகள் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது வயசுக்கு மேலே தான் நடக்கும் அதாவது அதிகமாக வந்து ஸ்பிரிச்சுவல் ட்ராவல் அதே மாதிரி முக்கியமான ஒரு கோயிலெலாம் நம்ம பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் ஐம்பது வயசுக்கு மேலே வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து சுற்றுலா போவீங்க அது வந்து ஸ்பிரிச்சுவலை நோக்கி பயணம் பண்ணக்கூடிய காலகட்டம்னே சொல்லலாம் லாங் டிராவல்னு சொல்லலாம் அதர் கண்ட்ரிக்கு போகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது இந்த ஐம்பது வயசுக்கு மேலே தான் உங்களுக்கு அது யோகத்தை கொடுக்குது அந்த புதன் திசையில் வந்து பதினேழு வருடம்ங்க அந்த பதினேழு வருடம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது எழு கிட்டத்தட்ட எழுது வயது வந்துடுது எழுது வயது தொட்டுட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் கேது திசை ஏழு வருடம் அது உடல் ரீதியான பிரச்சனைகள் மன ரீதியான பிரச்சனைகள் போராட்டங்கள் இது எல்லாமே வந்து ஹெல்த் ப்ராப்ளம் ஹெல்த் இஷ்யூஸு மன கஷ்டங்கள் இதெல்லாம் வந்து இந்த கேது திசையில் தான் வரும் நீங்கள் சம்பாரிச்சு வச்ச சொத்தலாம் அழியக்கூடிய தருணம் வந்து கேது திசை தான் அதை வந்து நீங்கள் சேவ் பண்ணி நீங்கள் கரெக்டாக டெபாசிட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கேது திசையில் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது நிறைய பேருக்கு சர்வீஸ் பண்ணுங்கள் அப்போ அந்த டைமில் அதாவது உங்களுக்கு எழுபது வயசுக்கு முயச்சு அப்படின்னா நீங்கள் நிறைய பேருக்கு முடியாதவங்களுக்கு இல்லாதவங்களுக்குலாம் நிறைய சர்வீஸ் பண்ணுங்கள் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஹெல்த் ப்ராப்ளம் ஹெல்த் இஷ்யூஸெல்லாம் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி ஏழு வருடம் கிடச்சி எழுபத்தி ஏழு வயது ஆகிடுது அதுக்கப்புறம் வரக்கூடியது சுக்கரதிசை சுக்கரதிசை உங்களுக்கு அட்டகாசமாக இருக்குங்க ஏன்னா உங்களுக்கு உண்டான அதிபதியே சுக்கர பக்கமான உங்கள் வீட்டுக்கு உண்டான அதிபதி இருபது வருடங்க ரொம்ப நல்லா இருக்கும் ஆனால் உடல் ரீதியான பிரச்சனைகள் அதில் கலந்து தான் வரும் சுக்கர திசையில் வந்து பார்த்தீங்கன்னா உடல் ரீதியான பிரச்சனைகள் வரும் ஆனால் அதையும் நீங்கள் கடந்து வந்துடுவீங்க கிட்டத்தட்ட தொண்ணூற்றி வயதுங்க தொண்ணூற்றி ஏழு வயது வ வரைக்குமே நல்லா இருக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இந்த கேது திசையில் நிறைய போராட்டங்கள் மனக்கஷ்டங்கள் குழப்பங்கள் அதே மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ்னால பாதிப்பு ஏற்படுது சில பேருக்கு உடல்நிலை பாதித்து இறக்கக்கூடிய தலு தருவாயும் பார்த்தீங்கன்னா அந்த கேது திசை அதிகமாக இருக்கும் இந்த எழுபது வயதுக்கு மேலே தான் வந்து அவங்களுக்கு பிரச்சனைகள் உள் உண்டாகும் கண்டிப்பாக வந்து அதுக்கு உண்டான சான்சஸ் நிறையா இருக்குது நடுவுலையே வந்து இறக்குறாங்க எழுபது வயசுக்கு முன்னாடியே சில பேர் இறந்துடுறாங்க அப்படின்னா அவங்களுடைய எட்டுக்கு உண்டான ஆயில்ஸ்தானாதிபதி எப்படி இருக்காரு அவங்களுடைய பாதகாதிபதி மாரகாதிபதி எங்கே இருக்காங்க அவங்களுக்கு உண்டான சூழ்நிலைன்னா அவங்கள வந்து சுபர்கள் பார்க்குறாங்களா அசுபர்களுடைய பார்வையில் இருக்காங்களா என்ன இடத்துல உக்காந்துருக்காங்க என்ன சாரம் வாங்கியிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தா தான் அவங்களோட இறப்பை பற்றி நம்ம சொல்ல முடியும் ஜென்ட்ரலாக ஒரு கான்செப்ட் வச்சு குழந்தைங்களை வச்சு அப்பா அம்மாவை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஜென்ரலாக தான் சொல்ல முடியும் அவங்களோட இறப்பை வந்து அவங்களுடைய ஜாதகம் பார்த்தா மட்டும் நம்ம கணிக்க முடியும் அவங்களோட கைரேகை பார்த்தா தெரியும் இந்த ரெண்டு விஷயம் பார்த்தா மட்டும் நம்ம அனலைஸ் பண்ண முடியும் அதனால சுவாதி நட்சத்திரக்காரங்க எப்போவுமே வந்து ஒரு லீடிங்கில் தான் இருப்பீங்க ஒரு டெக்னிக்கல் மூமெண்ட்டில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க அதே மாதிரி நிறைய விஷயம் கற்றுக்கணும்னு நினைப்பீங்க நிறைய ஆராய்ச்சி பண்ணுவீங்க அதில் சக்ஸஸும் பண்ணுவீங்க ஆனால் மற்றவங்க கிட்ட அன்பையும் பாசத்தையும் எல்லாமே காட்டணும் அந்த இறக்க சுபாவன்றது உங்கள் இருக்காது சில பேருக்கு ஆனால் அது கண்டிப்பாக உங்களுக்கு வரணும் ஏன்னா சனியோட கருமா வாங்கியிருக்கீங்க இல்லைங்களா அந்த எப்படி சொல்கிறது அது சின்ன திமுரு தென்னாவெட்டு கொழுப்புன்னு சொல்லுவோம் அதாவது ஒரு ஐ ரேஞ்சில் இருக்கீங்க சுவாதி நட்சத்திரக்காரங்க நான் சொல்கிறது மிடில் மிடில் கிளாஸ் ஃபேமிலி நான் சொல்லலை சில பேர் ஹை ரேஞ்சில இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப செல்ஃபிஷா இருப்பாங்க அதை வந்து விட்டுட்டு மற்றவங்க எல்லாருக்கும் செஞ்சு நீங்க பழகி பாத்தீங்கன்னா உங்க குடும்பம் இருக்கும் உங்க பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க அதனால இதை மறந்துடாதீங்க இத வந்து நான் சொல்ற விஷயத்த ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு உண்டான மிருகன்னு பாத்தீங்கன்னா எருமை எருமையை வந்து நீங்க கும்பிடணும் எங்க பார்த்தாலும் சரி நீங்க எருமைக்கு தீனி போடலாம் தீவனம் கொடுக்கலாம் அடுத்தது விருட்சம் வந்து மருதம் மருத மரம் மரம் அதை வந்து நீங்கள் காலேஜில் ஸ்கூல்ஸில் முக்கியமான இடத்துல ஃபாரஸ்டில் அன்றைக்கூட நீங்கள் வச்சுட்டு வரலாம் மரம் வளர்க்கணும் அதை வளர வளர உங்களோட வளர்ச்சி நல்லாயிருக்கும் அதே மாதிரி பக்ஷி வந்து உங்களுக்கு தேனி அதிகமாக தேன் கூடு கட்டியிருக்கிற இடத்துலலாம் போய் பார்த்துட்டு வாங்க அதே மாதிரி இயற்கை தேன் வந்து யார் கொடுக்குறாங்களோ அதை வந்து அதை இன்டேக் எடுத்துகிட்டு வாங்க உங்கள் உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது அதே சமயம் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் இந்த தேன் வந்து நீங்கள் குடிக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உங்களுக்கு சரியாயிடும் ஏன்னா உங்களுக்கு பட்சியே தேன் தானுங்களே தேனி